வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் கலைச்சல்வி பேசுறேன் குரு பயிற்சி பலன்களை மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத மகர வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா நான்காம் இடம் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி அதாவது மேஷ வீட்டுக்கு நான்காம் இடம் அப்படின்னா சுகஸ்தானன்னு சொல்லக்கூடிய இடம் வண்டி வீடு வாகன யோங்களை குறிக்கக்கூடிய இடம் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு வந்து கண்டிப்பா வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு இருக்குங்க கண்டிப்பா வந்து இடம் வாங்குறது வீடு கட்டுறது இல்ல கட்டின வீடா வாங்குறது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இயல்பா இருக்கு இந்த வருடம் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மகர ராசி பொதுவாகவே வந்து ரொம்ப மென்மையானவங்க திறமைசாலி புத்திசாலி தைரியசாலின்னு சொல்லலாம் எதனால போல்டா எந்த விஷயம்னாலும் துணிஞ்சு இறங்கக்கூடியவங்க மகர ராசி உத்ராடம் நட்சத்திரவங்க திருவோணம் வந்து கொஞ்சம் யோசிச்சுதான் முடிவெடுக்கும் யோசிச்சு செயல்படும் அவிட்டம் திருவோணம்லாம் உத்ராடம் அப்படி கிடையாது யோசிக்கும் இருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறதுல வந்து சாமர்த்தியசாலியா இருப்பாங்க அந்த மாதிரி மகர ராசிக்கு வந்து இந்த ஆண்டு நான்காம் இடம் சுகஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றதுனால வீடு வாங்கறது கண்டிப்பா அமையுங்க உங்களுக்கு இயல்பாக ஒரு நல்ல வீடா உங்களுக்கு அமையத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வாகனங்கள் வாகன யோகமும் இருக்கு அதாவது இருந்ததுன்னா புதுசா எடுக்கிறது போர் வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு அதாவது போர் வீலர் இல்லாதவங்க வீட்டுல போர் வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு கார் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க இந்த ஆண்டு அதே மாதிரி கார் பழைய கார் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை போட்டுட்டு நீங்க புதுசா எடுக்கக்கூடிய அமைப்பும் அதே மாதிரி நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடத்தை பாக்குறதுனால கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு உங்க வீட்டுல ஏதாவது நடந்துட்டு இருக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய ஆண்ட அமையும் ஏன்னா எட்டாம் இடம் உங்களுக்கு வழக்கு சம்பந்தப்பட்டது அல்லது வந்து சுமூகமான ஒரு நிலைக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பா அமையக்கூடிய ஆண்டா அமையும் மகர ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தையும் பாக்கிறாரு எட்டாம் இடம் நம்ம பார்த்துட்டோம் பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வைய பாக்குறாரு அப்ப தொழில் ஸ்தானம் வந்து புதுசா ஒரு தொழிலை புதுப்பிக்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் பண்றது இல்ல உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் கண்டிப்பா கொண்டு போவீங்க அடுத்த லெவலுக்கு உங்க பிசினஸ் கொண்டு போறதுக்கு உண்டான எல்லா அமைப்பும் எல்லா விஷயத்தையும் நீங்க கொண்டு வருவீங்க அதே மாதிரி வேலை கிடைக்காதவங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பா வேலை கிடைக்குங்க ஒரு நல்ல பொசிஷன்ல உட்காருவீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு தான் பணவரவு அதிகரிக்கும் மகர ராசிக்கு வந்து பணவரவு அதிகரிக்கும் நாலாம் சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்த வந்து குரு பகவான் வராரு அப்போ தன் தாய் மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அவங்க மூலியமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதாவது பிஸ்னஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகம் தாய் உறவு மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி பத்தாம் இடத்தை வந்து தொழில் ஸ்தானத்தை இருக்கோம் தொழில் ஸ்தானத்தில் சில மாற்றங்கள் சில மாற்றங்கள்னா அப்டேஷன் பண்றதுக்கு இந்த ஆண்டு வந்து புதுப்பிச்சுக்கு உங்க தொழில அதை நல்ல முறையில கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நல்ல பிளான் போட்டு ஸ்கெச் போட்டு கரெக்டான முறையில அந்த தொழில எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு எல்லா டெக்னிக்கும் உங்களுக்கு தெரியும் நீங்க ஆல்ரெடி பிரில்லியன்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் புத்திசாலி கூட அதனால எப்படி இந்த தொழில கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு உண்டான எல்லா வகையிலுமே நீங்க யோசிச்சு கலந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய தீர்க்கமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஆண்டா இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறனால வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் போகக்கூடிய அமைப்பு இருக்கு பள்ளி பருவத்துல இருக்கிறீங்க கல்லூரியில இருக்கிறீங்க படிச்சுட்டு இருக்கீங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டடிஸ்க்கு ஹையர் ஸ்டடிஸ்க்கு அப்ரா போறதுக்குண்டான சான்சஸ் நிறையவே இருக்குங்க கண்டிப்பா வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல இருந்து இந்த அமைப்பு இருக்கலாம் மகர ராசிக்கு இருந்தாலும் இந்த ஆண்டு வந்து நீங்க அப்ராடு போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு இல்ல வெளியூர் அதாவது இடத்தை விட்டு இடம் மாறத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு வேலையில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா அடுத்தது ப்ரமோஷன் கிடைச்சி வேற டிஸ்டோ அதர் ஸ்டேட்டுக்கோ நீங்க போறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையவே இருக்கு இடம் மாறுகள் உங்களோட வேலையில் இடம் மாற்றங்கள் நடக்கும் ஆனால் அதை நீங்க பார்த்துக்கோங்க இடமாற்றங்கள் நடக்கும் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரு கோட் கேஸ் பிரச்சனைகள் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாக அமையும் இருந்தாலும் உங்க ஜனகால ஜாதகத்தில் ஆறு குடையவன் எட்டு குடையவன் எங்க இருக்கிறாரு அப்படின்றத நீங்க தீர்க்கமாக பார்த்துக்கோங்க என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க மகர ராசிக்கு இந்த ஆண்டு வந்து அமோகமா இருக்கு சாதகமான அமைப்பு இருக்கு சுகபோக வாழ்க்கை சுகமாக வாழ்கிறதுக்கு உண்டான அமைப்பு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க இந்த ஆண்டு ரொம்ப அட்டகசமாக இருக்குதுன்னு சொல்லலாம் மற்ற ராசிகளை விட மகர ராசிக்கு அந்த அமைப்பு அதிகமாக இருக்குது இந்த ஆண்டு வந்து ஸ்பிரிச்சுவல் டிராவல் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது அதிகமாக வந்து வெளியூர் செல்வதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க மன சிந்தனைகள் குழப்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து தெளிவாயிடும் இந்த வருடம் வந்து தெளிவாக ஒரு முடிவெடுக்கிறது தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கிறது எல்லாம் வந்து கரெக்டான ஒரு டெசிஷனாக எடுப்பீங்க நீங்க எப்பவுமே நீங்கள் கரெக்டாக தான் எடுப்பீங்க இருந்தாலும் இந்த ஆண்டு வந்து ரொம்ப தெளிவா இருப்பீங்க ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஆண்டா இருக்கும் வெற்றி நிச்சயம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜீவன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பி கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்